கௌதம புத்தர் இந்த உலகத்துல அவதரிச்ச பெரிய மகான் புத்திசம் கௌதம புத்தரால ஆரம்பிக்கப்பட்டது புத்திசம் இந்த உலகத்தில பல இடங்கள்ல பரவியது பல பேருக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜிய நிரப்பியது கௌதம புத்தர் ஆத்ம ஞானத்தை போதிச்சாரு இப்பவும் புத்தரோட ஞான போதனைகள் நமக்கு ரொம்பவும் உபயோககரமா இருக்கு புத்தர் கிட்ட வந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு அதுல சில விஷயங்களை இந்த வீடியோ மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் மனசுக்கும் மனுஷனுக்கும் பாலமா அமையறது அன்பு மட்டும்தான் அன்ப பரப்புறதும் எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கிறதும் புத்த போதனைகள்ல முக்கியமான ஒன்று மனிதர்கள்ல அன்பு நிறைஞ்சிருந்தா இந்த உலகத்துல வெல்ல முடியாததுன்னு எதுவுமே இல்ல உங்ககிட்ட அன்பு நிறைஞ்சிருந்தா உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை அதை வெளியேற்றிடுங்கிற முக்கிய தத்துவத்தை புத்திசம் விவரிக்குது கடந்த காலத்தை பத்தியும் எதிர்காலத்தை பத்தியும் யோசிச்சுக்கிட்டு கவலைப்படாம இப்ப நடக்கிற நிகழ்கால விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும்னு புத்தர் சொல்றாரு இந்த சிம்பிள் லாஜிக்க பின்பற்றினா நம்ம லைஃப்ல எந்த டார்கெட்டையும் ஈஸியா அடையலாம் எல்லாத்த விடையும் முக்கியமானது மன அமைதி உண்மையான அமைதி வெளியே எங்கேயும் இல்ல நம்ம மனசுக்குள்ளதான் இருக்குன்னு புத்தர் சொல்றாரு மனச எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கிறது தான் உண்மையான ஆனந்தம் ஞானோதயத்தை அடையிற சுலபமான வழி கோரிக்கைகள் எல்லாத்தையும் விட்டொழிக்கிறதுதான் அதே மாதிரி மைண்டையும் எப்பவும் கண்ட்ரோலா வச்சுக்கணும் நம்ம மைண்ட் எப்பவும் கண்ட்ரோல்ல இருந்தா அதை விட பவர்ஃபுல்லான ஆயுதம் வேற எதுவுமே இல்ல வாழ்க்கையில கட்டுப்பாடு இல்லைன்னா பல கஷ்டங்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் மத்தவங்க கிட்ட காட்டுற அன்பும் கருணையும் தான் இந்த உலகத்தை கட்டி காக்குற விஷயங்களா புத்திசம் விவரிக்குது For more interesting videos please subscribe our channel